எல்லாருக்கும் வணக்கம் ஆதிக்கரன் யூடியூப் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீதிக்கதை தான் நீதிக்கதைலாம் அதில் அந்த நீதிக்கதை பேர் என்னென்னா முட்டால் முதலை நண்டு அந்த கதை தான் ஒரு முட்டால் நண்டு முதலை அப்படின்னு வச்சுக்கோங்க சரியா அந்த கதையை ஆரம்பிப்போமா வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் அந்த கதையில் ஃபஸ்ட் என்ன நடக்குதுன்னா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு காட்டுக்கு பக்கத்தில் ஒரு நதி பெரிய நதியே இருக்குது அந்த நதியில் ஒரு முதல்ல ஒரு நண்டு வளர்ந்துட்டு இருந்துச்சு அந்த நண்டும் முதலையும் அதில் இருக்கிற மீன் இல்லை தண்ணி குடிக்க வர மானெல்லாம் அப்படி கவக்குனு உள்ளே இழுத்துட்டு போய் சாப்பிட்டுட்டுருக்கோம் ரெண்டும் சேர்ந்து தான் சாப்பிடும் அப்படி ஒரு நாள் சம்மர் வந்தோடனே தண்ணி வரது கம்மியாகிட்டே இருந்துச்சு உடனே தண்ணி குடிக்க விலங்குலாம் எதுவும் வரதில்ல மீன்கள்லாம் எதுவும் இல்லை அப்புறம் அது சாப்பிட்றதுக்கு எதுவுமே கிடையாதுல்ல அதனால முதல்ல நண்டு கிட்ட தவளையோட வந்துச்சான் வந்துட்டு இருக்கும் போது வந்தோன்னே அந்த முதலைய பார்த்து ஒரு கொஸ்டின் சொல்லிச்சான் நீ வந்து பொய் சொல்ற நினைக்கிறேன் ஏன்னா முதல்ல வந்து செத்து போயிருந்துச்சுன்னா வால் ஆட்டிருக்கணுமே அப்படின்னு சொல்லிச்சான் அப்படின்னு சொன்னோடனே முதல வால் லைட்டா அப்படி அப்படி அடி அப்படின்னு ஆடிச்சான் அப்படி பார்த்த நரி வந்து நீங்க உண்மையிலேயே போய் சொல்றீங்களா செத்து போனது எப்பட்றா வாளாட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஓடி போயிடுச்சான் இப்போ தெரியுதா ஏமாந்து எது போச்சு முட்டால் முதலை முட்டால் தவளை புரியுதா எதையுமே ஒருத்தவங்க சொல்றதை அப்படியே நம்பிட்டு எதுவுமே செய்யக்கூடாது முட்டாத்தனமா அதுதான் அந்த கதையான நிதி சரி பாய் இவ்வளோ குட்டி வீடியோ போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க மறக்காம அந்த பெல்லைக்கனை தட்டி விட்டு ஆளில் போட்டு வச்சுக்கோங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு டக்குனு டக்குன்னு வரும் அடுத்த வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கதிரவன்